லைஃப்லயே இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ட்ரைஸ நான் இதுவரைக்கும் பாக்கல ப்ரோ இது பிளட்லாம் அந்த மரத்துக்கெல்லாம் ஆங்கி வந்து இப்போ நம்ம ஊங்க போறோம் அங்க ஏதோ ஓடு ப்ரோ சத்தமா ஓடு ப்ரோ அவர ல ப்ரோ அங்க ஏதோ ஓடு ஓடுங்க இறங்குங்க இறங்குங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்து மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஊருக்கு ஒதுக்க போகிறமா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு லேடி டாக்டர் மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த டாக்டர் தங்கருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒரு சின்ன வீடும் கட்டி கொடுத்துருக்காங்க இந்த சூழ்நிலையில்தான் இதே கிராமத்தை சேர்ந்த ஒரு நாலு பேர்னால் ஒரு நாள் இரவு இந்த லேடி டாக்டர் கற்பழித்து கொடை செய்யப்படுறாங்க அந்த டாக்டரை இதே ஹாஸ்பிட்டலில் பொண்ணுவிட்டதாகவும் இதே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வச்சு எரிச்சிட்டதாகவும் சொல்லப்படுது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த ஊரில் நிறையா அமானுஷியமான விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தது அதனால் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே இதுக்கெல்லாம் காரணம் அந்த லேடி டாக்டரோட ஆவி தான் நம்ப ஆரம்பித்தாங்க இந்த ஆவினால் மேற்கொண்டு எந்த ஒரு அமானுஷியமான விஷயங்களும் நடக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சில பேயோடுற சாமியார்களெல்லாம் வச்சு நிறையா பூஜைகள்லாம் நடத்துனாங்க கடைசியாக அந்த டாக்டரோட ஆவியை அவங்க கண்ட்ரோல் ரூலில் கொண்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு புதிய மரத்தில் அடைச்சி அந்த ஆவி அந்த மரத்துலேருந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அந்த மரத்தில் ஆணியும் அடைச்சி வச்சுருக்காங்க அந்த மரத்துலேருந்து அந்த ஆணியை யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னும் அப்படி எடுத்தால் அந்த ஆவி வெளியே வந்துடும் அப்படின்னும் நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த ஆவி வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு அப்பப்போ நிறையா பூஜைகளும் நடத்திட்டு வராங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே இந்த பகுதி வானுஷங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கிறதுனால இப்போது இந்த இடம் பயங்கர காட்டு பகுதியாக இருக்குது அந்த மாதிரி ஒரு இடத்தை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஹலோ கைஸ் பெய் வீடியோ லவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் ரொம்ப நாள் கிடச்சி இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ண போகிறோம் ஒரு பயங்கரமான வீடியோ எடுக்கிறதுக்கு பயங்கரமான பிளேஸ்க்கு வந்திருக்கோம் என் லைஃப்லையே இந்த மாதிரி ஒரு ஹார்டட் ப்ளேஸை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல நம்ம சேனலில் பண்ண வீடியோஸ் எல்லாத்துலேயுமே எல்லாத்தோடவும் இந்த பிளேஸ் வந்து பயங்கரமாக இருக்குது இன்றைக்கி இந்த இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நானும் ஹைதரம் வந்திருக்கோம் ஹைதர் வந்து நம்ம சேனலில் புதுசு ஹைதர் உள்ளே வந்து ஹாய் கைல்ஸ் ஆ நானும் ஹைதரம் இன்றைக்கி உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இது பயங்கரமாக இடமா இருக்குது இன்றைக்கி சத்தியமாக ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்குது வழக்கம்போல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கொடுத்துருக்கேன் ஸோ ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க ஃபர்ஸ்ட் உடனே கீழே போய் அந்த ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறமா இந்த வீடியோ கண்டிப்பூ பண்ணுங்க இப்போ நீ பாருங்க இது வந்து ஆக்சுவலாக இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுருந்த லேடி டாக்டர் தங்கியிருந்த வீடு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தங்கியிருந்த வீடு இது போக முடியலை எந்த பக்கம் போக முடியலை இடத்த வாடி பார்க்கலாம் ஆ அந்த பக்கம் போய் பார்ப்போம் இதுக்குள்ளே போக முடியாது செடிய பவர் பேங்க்லாம் ஏதாவது வீட்டுக்கு எதாவது மாற்றி சொன்னால் எதாவது அம்மான ஷீடுன்னு மாதிரி பின்னாடி கேட்குது ப்ரோ என்னமோ சவுண்டு சட சட சடங்குது மாதிரி தான் இருக்கு போகாதான் இருக்கு எவ்வளோ போக முடியாதான் இருக்கு நம்ம நீங்க பாத்து இது டாக்டர் தங்கியிருந்த வீடு இது வந்து ஒரு சின்ன வீடு தான் இந்த வீட்டுக்குள்ள போக முடியல நம்ம வந்து இப்ப ஸ்கிப் பண்ணிப் பண்ணிட்டு தேடி போக போக போகிறோம் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் வந்து அந்த லேடியோட ஆத்மா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆத்மாவை வந்து பூஜை எல்லாம் செஞ்சு ஒரு ரெண்டாயிரத்தி மூணுலேயோ நாலுலையோ வந்து இங்கே இருக்கிற ஒரு மரத்தை வந்து அடைச்சி ஆணி அடித்து சேஃபாக வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க அந்த மரம் வந்து இந்த டீட்டு பக்கத்தில் தான் இருக்குது மேபி இந்த டீட்டுக்கு தாண்டி அந்த சைட் இருக்கலாம் அந்த மரத்தில் இருக்கிற ஆணியை வந்து இப்போ நம்ம பிடுங்க போகிறோம் இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ப்ரோ ஆனியை பிடுங்கிறது தான் கொஞ்சம் ரிஸ்க்காக தெரியுது ஆணியை பிடுங்கிறது பயங்கரமான ரிஸ்க்கு இருந்தாலும் அந்த ஆனியை பிடுங்கி இப்போ நம்ம பார்க்க ஆத்மா வெளியே வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆணியை எடுத்துட்டு அந்த ஆத்மா சுத்தர ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போக போகிறோம் வீட்டை பார்த்தாலே பயமாக தான் இருக்குது பெருங்கு இந்த வீட்டுக்கு தெரியுதா தெரியுதா ஆ ஆமாம் ப்ரோ இருக்குது இவ்வளோ நேரம் இந்த மரத்தை கவனிக்கவே இல்லை நானும் வீட்டிலே மரம் தான் இருக்கு ஆ இருக்கு ஆமாம் ப்ரோ ரி ப்ரோ உள்ளே போகிறது எல்லா பக்கம் க்ளோஸ்டாக இருக்குது ப்ரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ப்ரோ முப்பத்தி முப்பத்தி நாலு ஒன்றும் இல்லை கேட்கு இன்னமும் சடசட் சவுண்டு சவுண்ட் என்ன சவுண்டாக இருக்கும் என்னமோ சவுண்டு கேட்கது ப்ரோ ரிஸ்க்கு ப்ரோ போயிடலாம் ப்ரோ யாராச்சு இருப்பாங்களா ப்ரோ ஆள் இருக்கெல்லாம் சான்ஸ் இல்லை ப்ரோ இதுக்குள்ள எல்லாம் பூரா உங்களுக்கு பொதலா இன்னமும் சவுண்டு கேட்கும் ஏன் ஆளுங்க பொருந்தவே இல்லை அதுக்குள்ளே எப்படியா இல்லை ப்ரோ உள்ளே ஆள் இருக்கிறதுக்கு ப்ரோ மரத்தில் என்னமோ தொங்குற மாதிரி இருக்குது ப்ரோ அது என்ன ப்ரோ இது ப்ரோ இதான் ப்ரோ இந்த மரம் நீங்கள் முன்னாடி போங்க கொஞ்சம் பயமாக முன்னாடி போங்க முன்னாடி போங்க அது என்னது ப்ரோ மரத்தில் தொங்குறது என்னென்ன அது என்னது என்னமோ ஒரு மாட்டு தொங்குது ப்ரோ இருக்கு என்னது அது முன்னாடி போங்க அது பாருங்க என்னோ தொங்குது பாருங்க ப்ரோ அது பயமாக இருக்குது ப்ரோ அது பயமாக இருக்குது ப்ரோ அது ஒரு மாட்டு தொங்குது ப்ரோ போங்க இல்லுங்க நெலுங்க ஹைதர் ஹைதர் ஏதோ பூஜை பூஜையா நெருக்க நீங்கள் இப்படியா இருங்க இந்த கேமரா போடுங்க நைட் விஷயம் திருப்பிக்கலாம் ஏதாவது அமானது ரெக்கார்ட் வாங்க பய ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ என்ன நெருப்பெல்லாம் என்னமோ தீயலா எரிச்சிருக்காங்க ப்ரோ ப்ரோ ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ அது தொங்குறத பார்த்தாலே பயமா இருக்கு ப்ரோ பார்த்துங்க ப்ரோ பனமர இலைங்களா அது அங்கிருந்து பார்க்க ரொம்ப பார்த்து ப்ரோ பயமாக இருக்கு அது அங்கிருந்து பார்க்கறதுக்கு ஆனிங் ட்ரோ தான் ஆனிங் லைட்டு வாங்கிட்டு எடுங்க ப்ளட்டை ப்ளட்டாக இருக்கு பாருங்க லைட் லைட்டுக்கே இருக்குங்க லைட் லைட்டா பண்ணி ஆனி உங்க தேடி வந்து ஆணி கிடச்சிடுச்சு இது துணியெல்லாம் தூங்குது உங்களுக்கு தெரியுதா நீங்கள் ஃபுல் க்ளோஸ் அப் கொண்டு போயிட்டேன் ஆனால் இது கீழே பாருங்க இருக்கு ப்ரோ கீழே பாருங்கள் இது பூஜை தான் பண்ணியிருக்காங்க ப பச்சை மிளகாயெலாம் கிடக்க ப்ரோ பச்சை மிளகாய் முட்டையெல்லாம் கிடக்கப்பரோ இல்லை இல்லை அந்த பூஜை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்கல்ல அது பிடிங்க அதையும் சொல்லிடலாம் டேசிங் வந்து இந்த ஆணையை அடித்து ஆவிய ஆத்மாவை வந்து இதுக்குள்ளே இறக்கியிருக்காங்களாமா இந்த ஆத்மா வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு வார வாரம் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இங்கே பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பூஜை பண்ண தான் இதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம அதை இதை பற்றி கண்டுக்கலாம் அது என்ன ப்ளட்டுன்னு ப்ரோ அங்கே மரத்தில் எதுவும் ப்ளட்டு மாதிரி ப்ரோ பின் அங்கிட்டு பாருங்கள் ப்ரோ அப்போ தான் இங்கேயாவது பார்த்துங்க ப்ரோ ப்ரோ ரொம்ப பயமாக இருக்கு ப்ரோ பிளட் எல்லாம் இருக்குது பிளட்னால எனக்கு தெரியலை ப்ரோ இது பிளட்டு தான் ப்ரோ சரி வாங்க வாங்கி கொடுக்க போகிறோம் ப்ரோ கண்டிப்பாக பிடுங்கி தான் ஆகணுமா வருது கல்டிச்சு இது பண்ணுறோம் என்னமோ சவுண்ட் வேற கேட்குதுங்க போ கல்லிருக்க கண்டிப்பா பிடிங் தான் ஆகணுமா ஆனி பயமாக இருக்குது இன்னும் சவுண்டு வேறு கேட்குறது சுத்தி 2 கிலோமீட்டருக்கு ஒன்றும் இல்லை ஆனால் ஏதோ சவுண்டு பேசுகிற சவுண்டெல்லாம் கேட்குது ப்ரோ lo மரத்துலேயும் ஃபுல்லாக பிளட் ஆகி கிடக்குது ஆணி எடுத்தாச்சு கீழே போட்டாச்சு இப்போ வந்து நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அதுக்கு முடிவாய்ப்பு செஞ்சு போகும் ரொம்ப பயன் சீக்கிரா ஐதர் அங்கே அரி தெரியுமா ஆம்போ இது சவுண்ட் கேட்குச்சு சஷ் கம்மடா ஆப்கோ என்ன ரிட் பண்ணு கே ஆப்கோ போய் मार்க இந்த வலி பாத்துங்க கண்டிப்பா போயுமா அப்பறம் வந்தாச்சு வந்துருச்சுபிள் இன்சூரன்ஸ் பார்த்தேன் இதுதான் அந்த ஹாஸ்பிட்டலு எப்படி அப்பண்டன்டாக இருக்குன்னு பாருங்கா சாமி ஆணி வேற போயாச்சு செத்தானிக்கி உள்ளதாக சவுண்டு கேட்க கையிட சவுண்டு கேட்கலாம் கேட்கும் போகலன்னா கேமரா போய் இப்போ கேட்கல சவுண்டு சுத்தமாக கேட்கல சவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போய்தான் ஆகணுமா இது என்னன்னு தெரியல இருக்குமா எது சவுண்டு வருங்க சேஃபாக இருங்க எங்கேயோ கீரோ வாங்குறீங்க சவுண்டு வந்துச்சு இங்கே தான் சவுண்ட் வந்துடும் ஒன்லைனில் போகிறோம் மயில் ரேகம் சவுண்டு கேட்டது பயப்படாது நினைக்கிறேன் கல்லுக்குள்ளதாக இருந்துச்சுன்னு இங்கே யாரே இந்த பில்டிங்குக்குள்ளே ஏதாவது ஆத்மா இருக்கீங்களா நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புன்னா இப்போ கொடுத்த சவுண்டு ஏதாவது திருப்பி கொடுக்க முடியுமா ஹே ஐதர் சேஃபிதா ப்ரோ ப்ரோ கண்குடி தான் யார் இங்க இருக்கிறது 这是怎么了吗 ப்ரோ ப்ரோ ப்ரோ ப்ரோ அங்கே ஏதோ ஓடுது ப்ரோ சத்தியமா ஏதோ ஓடுது ப்ரோ நான் வரல ப்ரோ அங்கே ஏதோ ஓடுது ப்ரோ அங்க போச்சு ப்ரோ சத்தியமாச்சு அந்த திட்டத்துல ஏதோ போச்சு ப்ரோ சத்தியமா போச்சு ப்ரோ ப்ரோ அங்கே வெளியே போகுது ப்ரோ நான் வரல ப்ரோ இவ்வோ அங்கே போச்சு ப்ரோ அங்கடுத்து ஏதோ ஒண்ணு வெளிய போச்சு ப்ரோ யோ சத்தியமா அங்கே போச்சு ப்ரோ நான் வரல ப்ரோ இங்கதான ஹே மூ புயலம்போ இதுங்க இதுங்க இதுங்க மூ புயலம்போ ஏய் யாரே தைரியம் முன்னாடி வர முடியுமா ஹைதர் நீங்க ஒன்றும் ஹைதர் ஆனால் பயங்கர பயமா இருக்கு பயங்கர பயமா இருக்கு நைட் டியூஷன் எடுத்துங்க கீழே உங்களுக்கு என்ன வேணும் முன்னாடி ஏதாவது கவர் பண்ண கவர் பண்ணோ பாத்துக்கே போச்சு ரொம்ப பயமா இருக்கு ப்ரோதுக்கு மேல ப்ரோ ப்ரோ கேட்கு ப்ரோ தெரியுது வருது ப்ரோ என்னாச்சு ஏதோ சவுண்டு வருது ப்ரோ இன்னும் உறஞ்ச விழுந்த மாதிரி இருந்த ப்ரோ என்னமோ காத்துல என்னமோ வருது ப்ரோ பார்த்து பார்த்து சரி வேண்டாம் வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாம் வாங்க வேறவே இருக்கணும்னு பார்த்துட்டு வெளிச்சமாட்ட தெரியுது ப்ரோ அங்க என்னமோ செவ் கலர்ல தெரியுது ப்ரோ போங்க போங்க போங்க ஒன்னும் இல்ல புரோ Ας εγούν... Παρώ εγώ ότι συνέσαμε βρίσκονται... Ας πίστευτε να πάτησουν κλ Kristin. ரோஸ் ரோஸ் பார்த்தீங்க எங்களால் இங்கே சரியாகவே வீடியோவில் எடுக்க முடியல ஒரு பக்கம் என்னடா ஒன்றுமே ஸ்மெல் வந்துச்சுன்னு பார்த்தா இன்னும் எரிஞ்சுட்டு இருந்துச்சு உள்ளே போய் பார்த்தோன்னே சத்தியமாக எங்களால் உள்ளே என்னன்னே பார்க்க முடியல ஒரு கையுமாக இருந்தது ஒரு கையுமாரி இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடம் பயங்கரமாக ஹாண்டடாக இருக்குது இந்த இடத்துக்கு நாங்கள் அடுத்த வாரம் திரும்பி வருவோம் செகண்ட் பார்ட் கண்டிப்பாக இருக்குது ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து வெயிட் பண்ணுங்கள் சேக்யூண்ட் ரிட் கோஸ்ட் ஃபை